நகர்ல ஒரு ஆளு பேரு பாஸ்கர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் அப்ப பஸ் ஸ்டாப் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் சில சமயம் கொஞ்சம் பணமும் ஒரு ஆள் மட்டும் அங்க என்னப்பா உன் கைகால நல்லா தானா இருக்கு ஏதாவது வேலை வெட்டி செய்யலாம்ல இப்படி தினம் தினம் பிச்சை எடுக்கிறதுக்கு உனக்கு கொஞ்ச அப்ப அந்த பொண்ணோட அப்பா அவங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு படிக்க தெரியுமா சார் நான் ஒரு கிராஜுவேட் சார் ஆனா என்னோட தலை எழுத்து சரியில்லை அதனாலதான் கடைசியில என்ன பிச்சை எடுக்க வச்சிருச்சு என்னோட அப்பா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கர வியாதியால பாதிக்கப்பட்டு உடம்புக்கு முடியாம படுத்துட்டாரு அவரோட ட்ரீட்மெண்ட்காக நான் என்கிட்ட இருந்த ஒட்டு சொத்தையும் வித்துட்டேன் குடும்ப பொறுப்பு மொத்தத்தையும் எங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்க ஆனா அவங்களும் சில மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார் ஆனா எனக்கு எந்த வேலையுமே கிடைக்கல எடுக்க அதனாலதான் நீ ஒரு நீ பொண்ணுக்கு வரைக்கும் நல்ல இதோ நாளையில இருந்து எங்க வீட்டுக்கு டியூஷன் சொல்லி வந்துருகா இருந்த திவ்யா வர ஆரம்பிச்சார் வாங்களுக்கும் எண்ணிக்க நிறைய பணம் கிடைச்சுகிட்டே இருக்கு இந்த டியூஷன் வேலை நல்லா இருக்கு அதனால நான் வேறொரு புது இடத்துக்கு போய் கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பில்டிங்க பாஸ்கர் கோச்சென்டர்ச்சான் அவனோட கோச்சிங் சென்டர் அக்கத்து கிராமங்கள்லயும் அப்புறம் சிட்டிலையும் ரொம்பவே பிரபலம் ஆயிடுச்சு பாஸ்கர் இன்னும் சில திறமையான டீச்சர்களை அங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டான் நாட்கள் போக போக பாஸ்கர் லட்சக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சான் பாஸ்கர் ஒரு விஷயத்த மறக்கவே இல்ல இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு அவன் சில நேரங்கள்ல போய் திவ்யாவையும் அவளோட அப்பாவையும் சந்திச்சு பேசிட்டு வருவான் ஏழைகளுக்கு உதவி செய்யற விஷயத்த அவன் விடவே இல்லை சோம்பேட்டுங்கிற ஒரு கிராமத்துல ஜெகதீஷ்ங்கிற பேர் கொண்ட ஒரு ஆளு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தான் ஜெகதீஷோட பையன் மல்லேஷ் நகரத்துல கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்தான். மல்லேஷ் தன்னோட படிப்பு முடிச்சிட்டு தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வந்துட்டான். அன்னைக்குலாம் நான் அழிச்சிட்டு போக ஜகதீஷ் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தான். அட பாப்பா வா. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா உன்னோட படிப்பு எல்லாம் இப்ப முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அடுத்து தான் நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற அப்பா? அப்பா நான் ஒன்னும் மற்றவங்க மாதிரி வேலைக்கு போகலான்னு நினைக்க மாட்டேன் தேவைப்படுமேப்பா நீ ஒரு வேலை செய் நாளைக்கு நம்ம கிராமத்துல பேங்க் மேனேஜரோட ஒரு மீட்டிங் இருக்கு அவரு கிராமத்து ஜனங்களுக்கு விதவிதமான லோன்களை கொடுக்கறாரு அதனால நீயும் அங்க போய் லோனை பத்தி விசாரிச்சு பாருப்பா மாதிரி மல்லேஷ் அந்த ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு அதுக்காக ஒரு பத்து லட்சம் லோன் தேவைப்படுது உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா அடமானம் வைக்கிறதுக்காக சரிமா கண்டிப்பா உனக்கு லோன் கிடைக்கும் அடுத்தது வேற யாரு யாருக்காவது லோன் வேணுமா சார் என்னோட பேர் மல்லேஷ் நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் நான் ஒரு ஆக்சிஜனோட பிளான்ட் ரெடி பண்ணலான்னு இருக்கேன் ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுகிட்டேன் அதாவது இந்த கிராமத்துக்கு பக்கத்துல பிளான் சொன்ன ஐடியாவை சிரிக்க ஆரம்பிச்சாரு தானா கிடைக்கும்பாட போப்பா வியாபாரம் பண்றதுக்கான ஐடியா இருந்தா மட்டும் சொல்லு என்னோட ஐடியால நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு பத்து லட்சம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கப்பா நான் கண்டிப்பா ஒரு அற்புதமான வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் பாருங்க அப்படி சொன்னதுமே ஜெகதீஷ் தன்னோட வீட்டை வித்துட்டு ஒட்டுமொத்த உலகத்திலயும் அப்புறம் சோம்பேட்ல கூட குறைபாட்டால நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சாங்க ஏராளமான ஜனங்க இப்போ இறந்து போயிட்டு இருக்காங்க அதனால நாம நம்மளோட ஆட்டோலயே ஒரு சிலிண்டரை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஆட்டோலயே வியாதியால் அவச முடியும் முடியும் அப்படியே மல்லேஷும் ஜெகதீஷும் சேர்ந்து ஏராளமான ஜனங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து அவங்க உயிர காப்பாத்தினாங்க அந்த விஷயம் வெளிய தெரிஞ்சதும் அரசாங்கம் மல்லேஷுக்கு என்டர்பிரீனர் ஆஃப் த இயருங்கிற அவார்ட வழங்கனாங்க அதோட பேங்க் மேனேஜர் தேடி வந்து மல்லேஷுக்கு ஒரு கோடி ரூபாய் லோன கொடுத்தாரு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மல்லேஷ் ஒரு மிக பெரிய ஆக்சிஜன் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் நானாநகர்ங்கிற பேர்ல ஒரு கிராமா இருந்துச்சு அங்க ரூபேஷ்ங்கிற பேர்ல ஒரு ஆள் இருந்தாரு அந்த ஆளு களிமண்ணால விளையாட்டு பொம்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு பையனும் இருந்தான் சோமேஷ் சோமேஷ் தன்னோட படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிராமத்திலேயே வெட்டியும் செய்யறது இல்ல ஒரு நாள் சோமேஷ் தன்னோட அப்பா ரூபேஷ் கிட்ட வந்தான் என்ன கேட்டானா அப்பா நீங்க ரொம்ப சூப்பரா களிமண்ணால பொம்மைகளை தயார் பண்றீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்க செய்யற இந்த பொம்மைகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க அது எப்படிப்பா இது பாருப்பா சோமேஷ் நான் கலந்து நண்பர்க்கான் அகில் யாதவ் அவனுக்கு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் இருக்கு நீ அவன்கிட்ட போ அவன் ஏதாவது ஒரு வேலைய போட்டு குடுப்பான் அகில் யாதவ் கிட்ட நிறைய பஸ் இருந்துச்சு என்ன பண்ண முடியும் உனக்கு டிரைவிங் பண்ண தெரியுமா நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் சார் அப்படியா அப்படின்னா சரிப்பா என் கிட்ட ஒரு பஸ் இருக்கு அப்படியே சில நாட்கள் ஓடிடுச்சு ஒரு நாள் பஸ்ல எந்த பயணிகளும் இல்லாத நேரத்துல சோமேஷ் பஸ் அவனோட பிரேக் ஆயிடுச்சு சோமேஷ் ரொம்ப வேகமா அகில் யாதவ தேடி ஓடி வந்தா அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்ன ஆனா அகில் யாதவ அப்ப ரொம்பவே கோவப்பட்டாரு என்னது பஸ் விழுது கிளம்பி தன்னோட வீட்டுக்கு நடந்து போயிட்டான் அப்புறம் சோமேஷோட வீட்டுக்கு வந்தாங்க அந்த நேரத்தில் அங்க ரூபேஷும் இருந்தாரு ரூபேஷ் போலீஸ் கிட்ட என்ன சொன்னார் அடடே என்னோட பையனே நீங்க எதுக்காக சார் அரஸ்ட் பண்றீங்க அவنا விட்டுடுங்க அப்ப போலீஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்டே சொன்னாங்க உடனே ரூபேஷ் சொன்னாரு இன்ஸ்பெக்டர் சார் எனக்கு ஒரே ஒரு நாள் நீங்க டைம் கொடுங்க நான் अखिल यादव சார்க்கு புது பஸ் வாங்கி கொடுத்துடறேன் அப்படி சொல்லிச்சப்புறம் ரூபேஷ் சோமேஷு சேர்ந்து மண்ணை பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான பஸ்ஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க பண்ணாங்க அப்புறம் அகில் அந்த பஸ் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அப்பத்திலிருந்து சோமேஷ் தன்னோட அப்பாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து களிமண்ணால பொம்மைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க